வான்முகிலே கூட்டண்டு வான்முகில்கள்ட்டண்டு கான்மயில்கள்னினும் இனிமையாகவே குயில்கள் கூவும் மானினங்கள் உருண்ட விழி மருண்டபடி தாவும் மானினங்கள் உருண்ட விழி மருண்டபடி தாவும் பாணர் தமிழ் பாடி சென்ற காணகம் இதாகும் பாணர் தமிழ் பாடி சென்ற காணகம் இதாகும் வான்முகில்கள் கூட்டங்கண்டு வான்முகில்கள் கூட்டங்கண்டு கான்மயில்கள் அகவும் தேனின் இன்மையாகவே குயில்கள் கூவும் குடகுமலை பிறந்து கடல் சென்றி, சென்றே வழியெங்கும் காவுகளை விரித்தாய காவிரி குடகுமலை பிறந்து கடல் ஓக்கி சென்றீ வழியெங்கும் காவுகளை விரித்தாய காவிரி பொன் உன் மணலாடையில் நெய்தாயே பொன் துகைகளை உன் மணலாடையில் பொன்னை போன்ற நில் விளைத்தாய் பொன்னி நீயே பொன்னை போன்ற விளைத்தாய் பொன்னி நீயே பாணரதமே பாடி சென்ற பாண்தமிழ் பாடி சென்ற நீயே காவுகளை விரித்தாய் காவிரித்தாயே இரு ஓடைகளுக்கு அமைந்த நகரம் ஈரோடை மழை கால வெள்ளம் வழிந்தோடிய இடம் இரு ஓடைகளுக்கிடையில் அமைந்த நகரம் வீரோடை மழை கால வெள்ளம் வழிந்தோடிய இடம் வெள்ளோடை சிறிதாய் ஒரு ஓடை அமைந்தோடிய ஊர் சிற்றோடை சிறிதாய் ஒரு ஓடை அமைந்தோடிய ஊர் சிற்றோடை சிற்றோடை கருகிலேயே அமைந்த சிற்றூர் பேரோடை சிற்றோடை கருகிலேயே அமைந்த சிற்றூர் பேரோடை ஈரோடு வெள்ளோடு ஈரோடு வெள்ளோடு சித்தோடு பேரோடு பொறுமை இழந்து பொருளற்று போகாது தமிழ்நாடு சிறிதாயொரு வாணி அமைந்தோடியதோ சிறு வாணி பூவெல்லாம் உதிர்ந்த காய்மி தந்ததோ பூவாணி சிறிதாய் ஒரு வாணி அமைந்தோடியதோ சிறுவாணி பூவெல்லாம் உதிர்ந்த காய்மி பூவாணி நெய் நொய் விளைந்ததோ உயிர் துடிக்கும் நொயல் நதி நெய் போன்றதோ நொய் விளைந்ததோ உயிர் துடிக்கும் நொய்யல் நதி மரணம் என்பது தனக்கில்லை என்று ஓடுது அமராவதி மரணம் என்பது தனக்கில்லை என்று இன்னும் ஓடுது அமராவதி சிறுவாணி பூவாணி சிறுவாணி பூவாணி கிவாணி மேவாணி ஆசியாவின் மிக பெரிய மன்னனைதான் பூவானி ஆசியாவின் மிக பெரிய மன்னனை கீழ்பவானி முத்தும் அணிமணிகளும் விளைவித்த பேராறு இருக்குதோ இல்லையோ திருமணி முத்தாறு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 தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருக்குது ஆத்தூரு ஆத்தூரு சேத்தூரு ஆத்தூர் சேத்தூரு பள்ளத்தூர் மேட்டூரு இயற்கையோடி ஐந்த தமிழர் வாழ்வை சொல்லுது ஊர் பேரு ஐந்த தமிழர் வாழ்வை சொல்லுது ஊர் பேரு ஐந்த தமிழர் வாழ்வை சொல்லுது ஊர்பேரு